அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஆயில் 1 மினிட் சாட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ முன்னாடி வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல் வந்து ஷோ ஆகுது இந்த செல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் நாட் நனில் வந்துச்சு ஒன்ஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கியிருக்கு அது அடுத்து செல் கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ஆனால் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ ஒரு ஒன் ஹவர் மேலே கழிச்சு தான் நமக்கு மார்க்கெட்டுனுடைய மொமெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது ஏன் நம்ம இது வந்து ஒரு தொல்பியம் கப்புறோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் வந்து சம்டைஸ் வாலட்டை ஸ்டார்ட் ஆக வால்யூம் ஸ்டார்ட்டாக மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே நமக்கு ஈக்குவிட்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நைன் ஃபிஃப்டீனுக்கு கமாடிட்டிக்கு மட்டும் ஸோ இது ஒரு க்ளோபு மார்க்கெட்டுன்றனால மூவ்மெண்ட் வாலெட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது இந்தியாவிலேயும் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் ஈக்குயிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பை கால் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக எயிட் அதாவது நமக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டவுன் எயிட் தௌசண்ட் அப்புறம் நல்லாவே இங்கேச்சு ஒரு எயிட் தௌசண்ட் வரைக்கும் டவுனில் போச்சுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஸ்லோவான ரெக்கரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததில் இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரெட்டாக இருக்குது இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய வேலை இதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பைக் கால் பார்த்திங்கன்னா 8489 ஃபோர் எயிட்டி நைன் கலர் லைன்ஸ் தான் டாக்ட் லைன் கீழ இருக்கிற ரெட் கலர் லைன் பார்த்திங்கனா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஒரு டுவெண்டி பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு இந்த டொண்டி டூ பாயிண்ட் பிரேக் அவுட் கண்டி வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்போ பார்த்திங்க நமக்கு ஒரு ஒன் தேர்ட்டி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்ட் ரேஞ்ச் break out வந்து கொடுக்குது. அதுக்கு அப்புறமும் continuous buying momentum அதுல செகண்ட் டாரட்டோ break out ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த chart வேணும்னா இத subscribe பண்ணிக்கணும். daily இந்த மாதிரி just video பார்க்கறப்ப இந்த chart open பண்ணி பாப்பீங்க. அதனால calls பார்த்து trade பண்ணனும்னு நினைச்சீங்கனா whatsappல high message அனுப்புங்க. detail அனுப்புறோம். புரிஞ்சதா நீங்க subscribe பண்ணிக்கலாம். thank you.